நடுவில் கிறிஸ்தவ தேவ பக்தியின் பாதையில் நடந்து பழகிய அகனஸ்டனுக்கு வேலை கிடைத்தது பெரிய விஷயம்தான் ஆனால் அங்கு பணி புரிகின்றவர்களின் குணங்கள் செயல்களை கண்ட அவன் அங்கே எவரும் சரியில்லை என்றே உணர்ந்தான் சரியற்ற அந்த நபர்களின் நடுவில் வேலை செய்வது அவனுக்கு மிக கடுமையான ஒன்றாகவே தோன்றியது ஒருவரும் நல்லவராக இடத்தை விட்டு விடலாமா வெளியேறுவதை விட சிறு விளக்காய் எரிந்து ஒரு நல்ல வித்தியாசத்தை ஏற்படுத்திப்பார் என்று தேவ ஊழியர் ஒருவர் கொடுத்த ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொண்டான் நல்லவர் இல்லாத இடத்தை விட்டு ஓடுவதை விட நல்ல ஒரு குணத்துக்கு சாட்சியாக அங்கே தன்னையே நிறுத்திக் கொள்ள முன் வந்தான் அவனுக்கு அது கடுமையான விஷயமாய் இருந்தாலும் மனதுக்கு நல்ல ஒரு வாலிபன் ஆனால் அவன் போய் வாழ நேர்ந்த இடமும் குற்றவாளிகள் தங்குகின்ற சிறைச்சாலை அது அவனுக்கு பொருந்தாத இடம்தான் ஆயினும் அந்த இடத்திலும் அவன் உண்மையுள்ள ஒருவனாக செயல்பட்டான் இருளின் நடுவில் ஒரு சிறு விளக்காக அதிகாரி நியமித்தான் ஆயிரம் விளக்குகளோடு சேர்ந்து வெளிச்சம் தரும் ஒரு விளக்காக இருப்பதை விட ஒரு விளக்கும் எரியாத ஒரு இருளான இடத்தில் எரிகின்ற ஒரு விளக்காக காணப்படுவதே சிறப்பு சிந்தனைக்கு, ஒருவனும் சரியாக இல்லாவிட்டால் நீ ஒருவனாவது சரியா இருக்கிறாயா என்று பார் தியான பகுதி எபேசிய ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை ஆமே